வணக்கம் பேங்க் நிஃப்டியில் டெய்லி 1 மினிட் சாட்டில் கால்ஸ் எப்படி வருதுன்னு பெர்ஃபார்மென்ஸ் வீடியோ பார்க்குறோம் இன்னைக்கு, மார்ச் 24, Friday ஃப்ரைடே மார்க்கெட் மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு டூ ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு லெவன் ஃபிஃப்டீன் ஏஎம்க்கு பை கால் ஜென்ரேட் ஆகுது ப்ரீயஸ் டே பார்த்திங்கன்னா செல் கால் ஜென்ரேட் ஆனது அந்த மொமெண்டம் இன்றைக்கி ஓப்பனிங்கும் ஃபாலோ ஆனதுனால நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான காலே இப்போ தான் ஜென்ரேட் ஆகிருக்கு டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கேண்டில்னுடைய மூமெண்ட்டை மட்டும் டெக்னிக்கலாக அனலிஸ் பண்ணி நமக்கு இந்த சாட்டில் கால்ஸ் வந்து ஜ இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் நமக்கு இப்போ வீடியோ பார்க்குறோமா சார்ட்டை பார்ப்போம் கால்ஸ் வரும் அதாவது என்ட்ரி எங்க, எடுக்கலாம் டார்கெட் எங்கே ஸ்டாப்லாஸ் எங்கேன்னு வந்துடும் அதை பார்த்துட்டு ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம் இது மேனுவலாகவும் ட்ரேட் பண்ண முடியும் ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணலாம் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி வச்சு ஸோ இதுக்கு நீங்க subscription detail தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹெயின் மெசேஜ் அனுப்புங்க இன்றைக்கி தேர்ட்டி நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு அந்த கிரீன் கர் கேண்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குதுல அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் பட் மார்க்கெட் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது நமக்கு கால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஏறப்போது அப்படின்றத ப்ரிடிக் பண்ணியிருக்கு முன்னதாகவே அதான் நமக்கு கால் ஜென்ரேட் ஆன ஒன் மினிட் குள்ளக்க ஃபிஃப்டி பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு பட் ஆனால் அது அப்படியே மேலே போனால் தான் டார்கெட் அச்சீவ் ஆகும் மேலே போகுதா இல்லை கீழே வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட் டாரெட் 784, எயிட்டி ஃபோர் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் வெயிட்டிங் இருக்குது செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே இப்போ ப்ரீயஸ் டே ஷோ பண்ணுறோம் ஏன்னா உங்களுக்கு அப்போ க்ளியரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இன்றைக்கி ஓப்பனிங் நைன் ஃபிஃப்டின் நேயம் இங்கே தான் செல் கால் ஜென்ரேட் ஆனது அந்த மொமெண்டம் இன்றைக்கும் ஃபாலோ ஆச்சு தான் கால் பார்த்திங்கன்னா நமக்கு 40,169 தௌசண்ட் டைம் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிருக்கு ஜென்ரேட் ஆன கால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் என்ட்ரி பாயிண்ட் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் வந்து FIRST டார்கட்டை ப்ரேக் அவுட் பண்ணுது மகெய்ன் மார்க்கெட் வந்து பேரிஷ் மொமெண்டம்னா ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு செகண்ட் டார்கட் பிரேக் அவுட் பண்ணுது அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டே இருந்தது இன்றைக்கி லெவன் ஓ கிளாக் வரைக்கும் பேரிஷ் மொமெண்டமில் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மேலே வந்துட்டே இருந்து அப்பர் சைட் ப்ரேக்கவுட் ஆகி பைக் ஆளாக சேஞ்ச் ஆகிருக்கு டெய்லி ஒவ்வொரு ஒன் மினிட் கேண்டிலையும் நல்ல ஒரு ஸ்கேல்பிங் பேசிஸில் அனாலிசிஸ் பண்ணி நுணுக்கமாக அனாலிசிஸ் பண்ணி அது மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா பைக் ஆளாகும் அதே கீழே இறங்குது அப்படின்னா டவுன் சைட் ப்ரேக்கவுட் ஆச்சுன்னா செல்கால் ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இப்போ ட்ரெண்ட் என்ன எங்கே என்ட்ரி எடுக்கலாம் எங்கே எக்ஸிட் ஆகலான்ற மாதிரி ஒரு லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு கைடு மாதிரி இந்த டூல் வந்து பண்ணோம் ஜஸ்ட்டு இதில் வர கால்ஸை பார்த்துட்டு உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் பைக்கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் நல்லா ரேலி இருந்துச்சு நம்ம பார்த்தோம் பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல டவுன் சைடில் இறங்கி தான் கொடுத்துச்சு அந்த ரெக்கவரியில் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டாக ரெட் ரேஞ்ச் ப்ரேக் அவுட் ஆகுது ஹண்ட்ரட் பாயிண்ட் நமக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னா டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் டார்கெட்டே ரீச் ஆயிருக்கு bank nifty தேர்ட்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் பார்க்குறோம் இது மந்த ஆப்ஷன் தான் ஏன்னா கமிங் விக் மந்த்லி ஆப்ஷன் தான் எக்ஸ்பெய் ஆகுது ஃபோர் ஃபிஃப்டி நைனில் பை கால் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு டேரக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும் இல்லை நீங்கள் ஃபியூச்சர் சார்ட் பார்த்துட்டும் அதில் என்ட்ரி போது எந்த ப்ரீயம் பே பண்ண முடியுதோ அதை வச்சு நீங்கள் ஆப்ஷன் பை பண்ணியும் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம் சார்ட்டோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்க்கு வாட்ஸ்அப்பில் ஹே மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ